நான் வளர்ந்துடும்பாங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க முதல்ல கேன்மஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன்மஸ்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட்னையும் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அஸ்பெக்ட் ரேஷோவில் ஒம்பது இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கமாக பாருங்கள் இமேஜ் இருக்கும் அதில் போய்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று செட் பண்ணிக்கிங்க செட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் இண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீங்கள் வீடியோ எந்தளவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்டுக்கிட்டு மேலே பாருங்கள் வளர்ச்சி ரைட் ஆஃப்ஸை இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் வீடியோடையே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு கேலரியில் போய்ட்டு நீங்கள் அந்த இமேஜை எடுத்துக்குங்க இமேஜ் எடுத்த பிறகு மறுபடியும் அந்த இமேஜ் மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்மா இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷனை கொடுத்த பிறகு நீங்கள் அந்த ஃபோட்டோவை ஒரு தடவை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ண விட்ட பிறகு மேலே பாருங்கள் ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்கும் அந்த பிறகு மேலே கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் டெம்லெட் ஒன்று பண்ண போறோம் டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த டெம்ப்ளெட் எடுத்துக்கோங்க டெம்லேட்டை எடுத்த பிறகு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வளர்ச்சியில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிலிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் அந்த டெம்லேட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் இருக்கு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அந்த டெம்லேட் பாருங்கள் ஒரு பிளாக் கலர் கொஞ்சம் இருக்கும் நீங்கள் அதை அதில் ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கையாலே ஜூம் பண்ணணும் ஓகேங்களா கையாலே ஜூம் பண்ணி வைங்க ஜூம் பண்ணிக்கிட்டு ரைட் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அதன் மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் குரோமாக்கி அப்படின் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை எனேபிள் ஆன் பண்ணி வச்சுட்டு கீ கலரில் ப்ளூ கலர் நீங்கள் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடி நீங்கள் குரோமாக்கி பக்கத்தில் ஒரு டிக் ஆப்ஷனுக்கும் அதையும் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் ஒரு கலரு ரிமூவ் ஆகிருக்கு ஓகேங்களா இப்போ வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வச்சு மேலே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் அம்புக்குரிமாரிருக்கு அது வந்து டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு பேக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க பேக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூணையும் டெலிட் பண்ணி ஓகேங்களா டெலிட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் மீடியா வளர்ச்சியில் பாருங்கள் மீடியான் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்களே அதே இமேஜை திரும்பவும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு அதே இமேஜ் எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு மேலே பாருங்க இண்டாப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு வீடியோ எந்த அளவுக்கு நம்ம எடிட் பண்ணோமோ அந்த அளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே பாருங்கள் ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம டவுன்லோட் பண்ணல அந்த வீடியோ இதில் எடுத்துகிட்டு வரப்போம் அது வந்து கெயின் மாஸ்டர் அப்படிங்கிற நேமில் சேவாயிருக்கும் அதுக்கு லேயில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு கெயின் மாஸ்டரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணதை எடுத்துக்குங்க எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதை மெல் ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு வளர்செல் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதிலே ஸ்பிளி ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க டிக் ஆப்ஷனுக்கு கொடுத்த பிறகு இப்ப லைட்டா பிளே பண்ணி பாருங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல எப்படி காட்டுறோம் அதே மாதிரி காட்டும் இப்போ வீடியோடைய ஸ்டார்டிங் பாய்டில் வந்து மறுபடியும் அந்த டெப்லெட் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வயசையில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் குரோமாக்கின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை என்னேபிள் ஆன் பண்ணி விட்டுக்கிடுங்க ஆன் பண்ணி விட்டுட்டு கீ கலரில் வந்து நீங்கள் க்ரீன் கலர் அதாவது பச்சை கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் குரோமாக்கி பக்கத்தில் ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் பிளே பண்ணி பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க இப்போ மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லை போறோம் நீங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்லேட்டை ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இது ஸ்பீடியோட ஸ்டார்டிங் பாயில் வச்சு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த லைட் டெம்லேட் எடுத்துங்க இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா மறுபடியும் அதுமேல ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதேமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு வயசில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைனலாக ஒரு ஃப்ரேம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா டவுன்லோட்ஸில் போய்ட்டு எடுத்தேன் இதனுடைய லிரிக்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதை எடுத்த பிறகு ஓகேங்களா நீங்கள் வளர்ச்சி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்த பிறகு பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த லிரிக்ஸ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு யாராவது நகர்த்தி ஜூம் பண்ணி வைங்க ஜூம் பண்ணிட்டு ப்ளே பண்ணி உங்களுக்கு எந்த இடத்த தேவையோ அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கீங்க ஓகேங்களா பிறகு நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடி வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எங்கிருந்தா மண்ணில் பிறந்துடும்போது இங்கே இருந்தா மறுபடியும் நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போறோம்னா ப்ரேம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு எடுத்துக்கங்க அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அது எடுத்த பிறகு மறுபடியும் அது மூலத்தில் ஒரு கிளிக் பண்ணிட்டு வளர்சரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் க்ரோமாக்கீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க எனேபிள் பண்ணிட்டு கீ கலரில் கிரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஸும் கொடுக்குங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த மறு மறுபடியும் நீங்கள் டிக் ஆப்ஷன் அதை கொடுத்துங்க கொடுத்தப்பறம் மறுபடியும் நீங்கள் ஒன்போர் அதில் கிளிக் பண்ணிட்டு வளர்செய் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிகாப்ஷன் கொடுத்துக்கங்க அகைன் ஒன்போர் நீங்கள் அதில் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் டிக் ஆப்ஷன் கொடுத்து வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க எங்கிருந்தா மண்ணில் போது சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மேல பாருங்கள் அம்புக்குரியமாக இருக்கும் அதை டவுன்லோட் ஆப்ஷன் அதை கொடுத்து உங்களுக்கு இதில் எந்த கிளாரிட்டி வேணுமோ அந்த கிளாரிட்டியிலையும் நீங்கள் செட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணி வச்சுட்டு கீழே பாருங்கள் சேவஸ் வீடியோ இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்